லீவ் விட்டுச்சு இப்போ எங்கடா போலாம் அங்க கேன லீவ் விட்டுச்சு எங்கடா போலாம் ஏய் ஒழுங்கா கேலரா கேன அபர யூடியூப்ல பெரிய ஆகு முடியும் ஜிமனி கேன ஓ என்ன கேன அந்த லீவுக்கு நம்ம எங்கடா போலாம் ஊ போயிட்டோம் ஆமேஸ்வரம் போயிட்டோம் போயிட்டோங்க மேகமலை அதுல கொண்ட ஊசி வேலையா வரும் ஊசியிலே அண்டி வரையோம் எடுத்து ஓட்டுவோம் அப்புறம் வீட்டுல அங்க book பண்ணுணுமா book பண்ணுமா மஃபூல் கவுடังல ஹோனா ச book பண்ணு. ஆ book பண்ணிட்டு அங்க போய் வீட்ல உட்கார்ந்து நைட் தூங்க போறோம். அங்கே குளிர்ந்து அடிங்கறது. அப்பற என்னடா பண்ணலாம்? அப்பற எங்க போய் சாப்பிடுவமா? சாப்பிடுவ அங்கேவா? அங்கே ஏதாவது ஹோட்டல் இருக்கோம் அங்கே வாங்குவோம் இங்க யாரு சுவாமி நீங்க அங்கே ஹோட்டல் இருக்காதா மாட்டிடறான் மாட்டிடலாம் மகிழ்ச்சியாட்டு அம்மா ஏற்கிறேன்ப்பா இல்ல யாரும் வர முடியாது. ஏல வரிட்டருக்கு. बर्थडे சொல்ற. எங்க போற போற போடா. எங்க போறயா? எங்க போய் என்ன பண்ணலாம்? தங்கம். தங்கை என்ன பண்ணலாம்? நீ சாபறியா? சாப்றேக்கடா எங்க போறா இங்க சாபறலாம்ங்களா. चल रहा है அமைசைக் கிலோடுோம் 3 வருஷம் அங்க தங்கிட்டு வந்துறலாம் 3 வருஷமா இருக்குறது 2 மாசம் லீவு அங்க போய் நீ என்ன பண்ணுவ நானேடா அப்பா தயவு செஞ்சு ஒரு வாடச்சலாம்ல மோட் பண்ணறேன் போடா அங்க வாங்கி தருவாங்க ஆ வாங்கி தருவாங்க ஆமா உங்களுக்கு வாங்கி தருவாங்க உண்மையான கப்பலில் ஆண்டு கப்பலாம் இடிச்சேன் என்ன ஆகும் அந்த கப்பல் தான் சாயும் தான் சைக்கிள் ஓட்டுவேண்டி கப்பலு தரையில போகுமா நான் நீ ஓட்ட போறே அந்த சைக்கிள் வாடகைக்கு எடுப்போம் ரெண்டு பேரும் ஓட்டுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேர் ஓட்டற மாதிரி சைக்கிள் இது ஒரு குட்டி இது ஒரு பெரியது நான் முன்னா நின்னு ஆளுறேன் நீ பின்னாடி உட்கார்றானு. எங்க ஆளு உட்காரந்தா. ஓ. பின்னாடி நின்ற குட்டி இருக்கு. சரி அடுத்து. ஆனா. 好了. 好了மா.